வணக்கம் மனுஷனா பிறந்தாலே எல்லாருக்கும் பிரச்சனைகள் வரும் அப்படி பிரச்சனை வரும்போது நம்ம பிரச்சனை இவன் தீ திருவானோ அவன் தை திருவானோன்னு எல்லாரையும் நம்பி நம்பி ஓடுவோம் நான் சொல்லவா உங்களுடைய பிரச்சனையை யார் தீர்ப்பாங்கன்னு நேரம் உங்களுடைய வீட்டுக்கு போங்க கண்ணாடிய பாருங்க அதுல தெரியக்கூடிய நபர்கிட்ட ஒன்னால முடியும் அப்படின்னு சொல்லுங்க அந்த நபர் ஆமா ஒன்னால முடியும் அப்படின்னு என்னைக்கு நம்பிக்கை அன்னைக்கு உங்களுடைய பிரச்சனை தானா தீங்க